andana swaragade illai swaroda odiyanga unnu enakku idu podume veranave a few moments later sangeetha swarangal edhi kanatha illum irutta enna கொமேனையே சுத்த சப்பா ஜோர